அருணைக்கு வாங்கன்னு சொல்றேன் காரணம் என்ன பிரபஞ்சமே அதுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்க செஞ்ச நல்லது மொத்தம் வந்து பாதுகாப்பாக நிற்கும் பணமாக தான் கொடுக்கணும் அன்பை கொடுங்க அறிவை கொடுங்க தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுங்க ரோட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் போதும் அந்த உயிர் நல்லா இருக்கணும்னு மனசார வேண்டு முதல்ல பொய்யா கூட வேண்டுங்க போக போக போக போக அது மனசார உரிய வேண்ட ஆரம்பிச்சுட்டு அறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சு பரிகாரம் என்பது டெம்பரவரி சொல்யூஷன் ஒரு டோர் திறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி இருபது முப்பது டோர் லாக் பண்ணி விட்டுருவாங்க இப்பவே இப்படி பேசுறேன்னா உங்களை ஏமாத்திர மாதிரி எல்லாம் பேசணும்னு நினைச்சா எப்படி தெரியுமா பேசுவேன் சதுரங்க வேட்டை பார்ட் த்ரீ எடுப்பேன் நான் வந்து ஆத்மநானத்துல வந்து தியானம் பண்றேன் ஒரு மூணு மாசமா நான் வந்து வாழ்க்கை என்ன என்னன்றதே தெரியாம வாழ்ந்துட்டேன் ரெண்டு பசங்களும் வந்துட்டாங்க இந்த கிளாஸுக்கு நான் வந்து பிரபஞ்சத்த கேட்டது வந்து எனக்கு வாழ்க்கை என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் எனக்கு அதுக்கான வழியை காட்டுங்க என்ன வழிநாடத்தும் குருவேன்னு சொல்லிட்டு கேட்டேன் உங்களோட ப்ரோக்ராம் வந்து சேலத்தில் நடக்கிறப்போ நாங்கள் கால் பண்ணி கேட்டோம் அப்போ வந்து கிடைக்கல எங்களுக்கு சார் நெக்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறப்ப உங்கள் வீடியோ எனக்கு வந்து உங்கள் வீடியோ எப்படி கிடச்சனா என் ஃப்ரெண்டு சதீஷன்ற ஒரு தான் கொடுத்தார் அம்சர் ஒரு வீடியோ தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல உங்களை பார்க்க பார்க்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சு நான் அந்த தியானத்தில் உக்காந்து பண்ணும்போது எனக்கு இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு கேட்கும் போது அந்த வீடியோ பார்த்தனா நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் போட்டிருப்பீங்க இந்த கிளாஸுக்கு வந்ததுக்கப்புறம் வாழ்க்கைன்னா என்னான்றத வந்து எனக்கு உடுத்துட்டார் குரு அதுக்கு வந்து உங்களுக்கு கூடான கூடி நன்றி குருடாட்சே நடக்கும் நல்லதே நடக்கும் இனிமேல் உங்க வாழ்க்கையை இத்தனை நாள் இத்தனை வருஷம் எப்படி வாழ்ந்தீங்கன்னா எனக்கு தெரியல இனிமேல் உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி வாழணும்னா கருணையோட கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க எல்லாத்தையும் கொடுங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுங்க தப்பே கிடையாது ஏன்னா இன்னும் நம்ம வாழ்ந்து முடிக்க வேண்டிய காலம்ியூச்சு தன்மையில நீங்க செயல்படும் போது அதிக செல்வம் சேரும் புரிஞ்சுக்கங்க முதல்ல நல்லதுக்காக சொல்றேன் இந்த பணம் தான் என்ன காப்பாற்றும் நினைக்கும் பணத்து மூலயமா உங்க குணத்தை இழந்து விடுவீர்கள் ஆத்மா வளர்ச்சி பெறாது எனக்கு வேணுங்கிறது போதும் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவைப்படுறவனுக்கு போகட்டும் நீங்கள் கொடுக்கும்போது அவன் உங்களை வாழ்த்துவான் அவன் வாழ்த்தும் போது அவன் ஆத்மாவில் பதியும் ஆத்மாதான் இறைவன் ஓ இந்த உயிர் இப்படி இன்னொருத்தனுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லி எல்லா உயிர்களும் அந்த உயிரை வாழ்த்தும் போது பிளெஸ்ஸிங்ஸ் அபரிமிதமாக கிடைக்கும் உங்களுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் எங்கேருந்து கிடைக்குதுன்னே தெரியாது இதனால தான் உங்களை கருணைக்கு வாங்கன்னு சொல்கிறேன் காரணம் என்ன பிரபஞ்சமே அதுதான் இயங்குதுன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் செஞ்ச நல்லது மொத்தம் உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்கும் ஆனா இப்படி எனக்கு பாதுகாப்பா ஒருத்தங்க நிக்கணும் ஒருத்தன் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணணும்ன்றக்கா இந்த நல்லது நீங்க பண்ணக்கூடாது ஆரம்பத்துல அப்படி நீங்க பண்ணீங்கனாலும் போக போக போக போக அது உங்கள் குணமாகவே மாறிவிடும் உங்க கேரக்டர் அதான் மாறி ஒரு ஒரு வருஷம் கொடுத்து பழகிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் அது இல்லாமலாம் இருக்கவே முடியாது போதை அது பெரிய போதையாயிரு அதுக்கு போதையாயிருங்கன்ற நான் அந்த போதைக்கு அடிமையாயிருங்கன்ற நான் மொத்தத்தையும் தூக்கி நான் சொல்லலையே உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுக்கங்க பொன் பொருள் வீடு வாசல் வசதி எல்லாத்தையும் உங்களுக்கு வேணுங்கிறத வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெய்லி இவ்வளவுதான் கொடுக்கணும்னு நான் சொல்லலையே பணமாதான் கொடுக்கணும்னு நான் சொல்லலையே அன்பை கொடுங்க அறிவை கொடுங்க தெரியாத விஷயத்த சொல்லிக் கொடுங்க ரோட்ல ஒரு ஆம்புலன்ஸ் போதும் அந்த உயிர் நல்லா இருக்கட்டும் மனசார வேண்டுங்க முதல்ல பொய்யா கூட வேண்டுங்க போக போக போக போக அது மனசார உரிய வேண்ட ஆரம்பிச்சு உங்களே அறியாம பாரு கண்ணீர் வர ஆரம்பிச்சிடும் அப்ப கண்ணீர் வர அளவுக்கு போறதுக்கு ஆரம்ப கட்டம்ன்றது என்ன முதல்ல நடிக்கிறது தான் நடிப்பாது முதல்ல வேண்ட ஆரம்பிக்க வேண்ட ஆரம்பிக்க வேண்ட ஆரம்பிக்க வேண்ட ஆரம்பிக்க பழக்க வழக்கமாகி பிரெயின் ரீவயர் ஞாபகம் இருக்க நான் சொன்னது ரீவயர் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்னாகுன்னா அது உண்மையாக மாறிவிடும் எத்தனை பேத்துக்கு புரியுது இந்த மேட்ரு இதில் க்ளியராக இருக்கீங்களா இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக இல்லைனா அப்புறம் நீங்கள் வாழ்க்கையில் எதை போனாலும் கற்றுக்க முடியாது நீங்கள் எத்தனை பரிகாரம் இன்னும் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் வாழ்க்கையில் கஷ்டந்தான் படுவீங்க எழுதி வச்சுக்கங்க ஏன்னால் பரிகாரம் என்பது டெம்பரவரி சொல்யூஷன் ஒரு டோர் துறக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பின்னாடி இருபது முப்பது டோர் லாக் பண்ணி விட்டுருவாங்க ஏன் நீங்கள் செஞ்சதுக்கு நீங்கள் அனுபவித்து தான் ஏன் எனக்கு வர்றவங்களே ஏன் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சா வாங்க இந்த தாயத்தை கட்டுங்க அந்த தாயத்தை கட்டுங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க எனக்கு என்ன எனக்கு என்ன பண்ண தெரியாதா இல்லை நான் தான் கொடுத்தா என்னன்னா இப்போ வே இப்படி பேசுறேன்னா உங்களை ஏமாத்திர மாதிரிலாம் பேசணும்னு நினச்சா எப்படி தெரியுமா பேசுவேன் சதுரங்க வேட்டை பார்ட்டு த்ரீயே எடுப்பேன் நான் வேற லெவலில் மாஸ் பண்ணி விட்டுருவேன் அதெல்லாம் ஒரு அது எனக்கு தேவை கிடையாது ஆல்ரெடி இறைவன் போதுமான செல்வத்தை கொடுத்துட்ருக்கிறாரு நானே நினைச்சாலும் உலகத்தையே திருத்த முடியாதுன்றது எனக்கே தெரியும் வள்ளலாராலேயே திருத்த மொத்த உலகத்தையும் சிவானந்தபுரம் அம்சராலேயே மொத்த உலகத்தையும் திருத்த அகத்தியறினால் திருத்தமுள்ள போகிறனால திருத்தமுள்ள புளிப்பானினால் மொத்த உலகத்தையும் திருத்தமுள்ள மகாவிஷ்ணு மட்டும் வந்து மொத்த பேர்த்தையும் திருத்தி கிழிச்சிருவாரோ ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண முடியாது இந்த உடலுக்கு என்ன பிராப்தம் கொடுக்கப்பட்டிருக்கோ இந்த இந்த உடலுக்கு எத்தனை பேரை தெளி வைக்கணும்னு இருக்கோ அத்தனை பேர்த்த தான் நானேஷாலே தெளி வைக்க முடியும் புரியுதா புரியலையா தயவு செய்து கருணையோடு இருக்க ஆரம்பிங்க கருணையோடு இருந்தீங்கன்னா என்னெல்லாம் நடக்கும்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களது மொத்த ஜென்ம கரும கொஞ்சம் கொஞ்சமாக அழியும் லேட்டாகவும் ஆனால் அழியும் உடனே நீங்கள் ரெண்டாவது கருணையோடு இருக்கும் போது உடனே ரிசல்ட் நடக்கலாம் எதிர்ப்பு இனிமேல் உங்கள் வாழ்க்கை முறையாக நான் சொல்கிறது வாழ்க்கை முறை எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்குறேன் நான் பரிகார முறையை சொல்லித்தரல கிளம்பி போய் ஒரு நாள் கோயில் குளத்தில் முங்கி எந்திரிச்சிட்டு ஐயருக்கு போய் பூஜை பண்ணிவிட்டு வந்துட்டால் எல்லாம் சரியாயிருன்றதில்ல உங்கள் வாழ்க்கை முறையே இப்படி தான் வாழணுதுக்கப்புறம் நீங்கள் புரியுதா புரியலையா சும்மா ஒரு நாளில் நான் இதை பண்ணேன் தம்பி எனக்கு எதுவும் நடக்கலை தம்பி அது நடக்கலை தம்பினா நான் என்ன சொல்லி கொடுத்துட்டேன் எண்டு டு என்கிரிப்ஷன் இதை வந்து ஹேக் பண்ண முடியாது இதை எவனும் உங்களோட கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது சான்ஸே கிடையாது எழுதி தரேன் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும் ஆனா செய்யணும் என்ன செய்யணும் கருணையோடு இருந்தே ஆகணும் வேற வழியே கிடையாது மெயினாக டெய்லியும் ஒருத்தருக்கு சாப்பாடு போடுங்கள் ஒருத்தருக்காவது சாப்பாடு போடுங்க தயவு செய்து ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு ஒரு வெரைட்டி ரைஸ் வாங்கி கொடுக்கலாமா இல்ல பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி கொடுக்க முடியா நீ உங்க வீட்லயே செய்யறத ஒரு பார்சல் கட்டிட்டு போய் கொடுக்கலாமே அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்காமல் எத்தனை பேர் தெரியுமா கஷ்டப்பட்டுட்ருக்காங்க சி இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப் யுவர் ஃபேமிலி தட் இஸ் கால்டு கர்மா இஃப் யூ ஆர் டூயிங் த சேம் திங் ஃபார் சம் ஒன் அண்ட் சம் ஒன்ஸ் ஃபேமிலி தட் இஸ் கால்டு தர்மா கர்மா செய்தால் கர்ம வினை அதிகரிக்கும் karma செய்தால் கர்ம வினை karma மழையும் கர்மா செய்ய போகிறீங்களா தர்மா செய்ய போகிறீங்களா குர்மா செய்ய போகிறீங்களா நீங்களே முடிவு பண்ணி தர்மம் மட்டுமே தலை காக்கும்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 இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும் அதற்கு முடிந்த பண அல்லது பொருள் நீங்க செய்யணும்னு விருப்பப்படுறவங்க ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது இந்த பவுண்டேஷனை அடுத்த கட்டம் மக்களுக்கு உதவுவதற்காக நாம் நடத்தியை கொண்டு செல்லலாம் நன்றி வணக்கம்